இதுக்கு ரொம்ப ஹானஸ்டான நேர்மையான பதிலை சொல்லணும் அப்படின்னா கர்மா கழிய வேண்டும் என்றால் நீங்கள் எதுவுமே பணத்தகவில் நீங்கள் எப்படி ஒரு ஒரு செல் உயிரினத்திலிருந்து இன்னைக்கு பல லட்சம் கோடி செல்கள் இருக்கக்கூடிய ஒரு உயிராக மாறி ஆர் கொண்ட மனிதனாக உருவாகிறதுக்கு இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா இது நடக்கிறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணீங்களா ஏதாவது ஞாபகம் இருக்கா இந்த மனித உடல் எடுக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா எதுவுமே ஞாபகம் இல்லை இவ்வளவு நாள் வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மனித உடல் எடுத்தீங்க இல்லையா நீங்க எதுவுமே பண்ணுனா கூட உங்களுடைய கர்மா எல்லாம் கழிந்து எந்த மூலத்துல இருந்து வந்தீங்களோ அந்த மூலத்துக்கு நீங்களே ஒரு கட்டத்தை போய் சேர்ந்துருவீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல என்னப்பா அப்புறம் எதுக்குப்ப அந்த தியானம் பயிற்சி இதெல்லாம் அப்புறம் எதுக்குப்பா நாங்க கர்மாவை கழிக்கணும் நாங்க எதுக்குப்பா தர்ம நேரில இருக்கணும்னா அங்கதான் விஷயம் இருக்கு நீங்க இப்போ இந்த மனித பிறவி எடுத்து இறைநிலையை போய் அடையிறதுக்கு இந்த ஒரே ஜென்மத்தில் மட்டும் நீங்கள் போகமாட்டீங்க எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறுபடியும் தவறு பண்ணுவீங்க சரி பண்ணுவீங்க அதுக்கு உண்டான கர்ம பதிவுகள் அப்படின்றது சேரும் அதுவும் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு கூட்டு போகும் அதெல்லாம் ஒரு ட்ராவல் பண்ணி உங்களை வேற லெவலில் வச்சு செய்யும் இன்னும் எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள் நீங்கள் எடுக்கணும் எத்தனை எத்தனையோ பிறவிகள் நீங்கள் எடுக்கணும் நீங்க நினைச்சு பாருங்க இப்போ இந்த பிறவி நீங்க எடுத்திருக்கீங்க ஒரு குழந்தையா போறது இது வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கீங்க இதுக்குள்ளேயே எவ்வளவு வழி வேதனை கஷ்டம் துக்கம் துயரம் அன்பு பாசம் நேசம் கருணை சந்தோஷம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி நடக்குதா உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு தெரியும் ஆனா எதுவுமே அனுபவிக்க முடியாத நிலங்கள் இருக்கீங்க அதெல்லாம் அனுபவிக்கலாம் அனுபவிக்க முடியாதுன்னா கிடையாது வலி உங்களுக்கு தெரியல அதை சொல்லி தரதுக்குதான் குருமார்கள் எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அதை நம்ம கண்டிப்பா அந்த வேலை செய்வோம் முதல்ல அந்த கர்மாவோட எப்படி கழிக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்க எதுவுமே பண்ணனாவே அந்த நிலைக்கு போயிடுவீங்க ஆனா அதுக்கு பல வருடங்கள் ஆகும் பல ஜென்மங்களாகும் பல பிறவிகளாகும் அப்போ நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க எவ்வளவு வேதனை போடுவீங்க இப்பயாவது பரவாயில்ல ஓரளவுக்காவது தண்ணி இருக்கு தண்ணி பிரச்சனை இருக்கும் போதே இன்னும் நீ அடுத்தடுத்த பிரிவில்லாம் புறக்கும்போது தண்ணி இருக்குமான்றது தெரியாது சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்குமான தெரியாது ஹெல்த்தி ஃபுட்டு இருக்குமானது தெரியாது இருபது வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்தீங்கனாலே மிகப்பெரிய அதிசயம் அப்படின்ற நிலமைக்கு வந்துடும் டெக்னாலஜி வளர வளர வளர வளர இருக்கின்ற அதிசயங்கள் அதிகமாக தெரிய தெரிய தெரிய தெரிய மனிதனுக்கு ஆசை பேராசை அதிகமாகும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்வாதாரம் பரிய போடும் ஹெல்த்தினஸ் போயிடும் எல்லாமே போயிடும் இதனாலதான் குருவருள் இல்லாமல் திருவுருள் கிட்டாதுன்னு தாங்க இங்கதான் விஷயமே செயல்படுது அப்போ இந்த குருமார்கள் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி இது என்ன இவ்வளவு பிறவிகள் இவ்வளவு தூரம் போய்கிட்டே இருக்கே இது எங்கேயோ போய் முடியுது என்ன இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு ஆஹா இது மிகப்பெரிய சுழற்சி வாழ்க்கடா இதுல மிகப்பெரிய பஞ்சாயத்து இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தான நம்மளை வச்சு செய்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படியே உட்கார்ந்து தன்னோட வைராகியத்தினால கண்ண மூடி தன்னை படைத்து அந்த இறை சக்தின்னு ஒன்று இருக்கு அவங்களுக்கு அப்ப கடவுள் தெரியாது சிவன் தெரியாது எதுவுமே தெரியாது மீறின ஒரு சக்தி இருக்கு அதுகிட்ட மன்றாடி இதுல இருந்து எப்படி விடுபடுறது அதனாலதான் அதுக்கு பேரு ஆன்ம விடுதலையும் சொல்லுவாங்க முக்தி நிலையும் மோட்ச நிலையும் இந்த பிறப்பின் சுழற்சியிலிருந்து ஒருத்தர் விடுபட்டே ஆகணும் அதனாலதான் உட்கார்ந்து முதல்ல குருமார்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அப்ப குருமார்கள் கிடையாது அவங்க நம்மள மாதிரி சாதாரண மனித நிலையில இருந்தவங்க தான் மனிதனாக இருந்தவங்க தான் உட்காந்து அந்த வைராகியத்தோட பல வருடங்கள் இருந்ததுனால அந்த இறையே வந்து பார்த்தீங்கன்னா மனித ரூபத்திலையும் இறை தூதர்கள் கடவுள்கள் அந்த நிலையை போய் அடைஞ்சிடும் இறை நிலை எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை போய் பிடிச்சிருவோம் ஆனா ரொம்ப லேட் ஆகுது ஏகப்பட்ட பெயின் மக்கள் மனிதர்கள் அனுபவிக்கிறாங்களே இவங்களை தூரம் கஷ்டப்பட விடக்கூடாதுன்ற அந்த ஒரு விஷயத்திற்காக இது ஒரு ஷார்ட் ரூட் கண்டுபிடிச்சாங்க இவ இவ்வளவு தூரம் கஷ்டப்படக்கூட் ரூட் கண்டுபிடிச்சி ஸ்ட்ரைட்டா இறைநிலை போய் அடைவதற்கு இந்த பயிற்சி முறைகள் தான் கிரியா யோக வாசயம் நககண்டயோகம் அஷ்டாங்க யோக குண்டலி யோகம் அந்தயோ இந்த யோகம் மூச்சு பயிற்சி விழிப்புணர்வு நிலை பயிற்சி பூவ கவனிக்கும் பயிற்சி அனைத்து பயிற்சிகளும் எதற்காக இவ மறுபடியும் இந்த பிறப்பின் சுழற்சியில போய் சிக்க கூட பைபாஸ் ரூட் கண்டுபிடிச்சாங்க ரொம்ப ஈஸியான ரூட் என்ன இது கொஞ்சம் கரடு இருக்கும் ஏன்னா மொத்த கர்மாவையும் ஆல்ரெடி ஒரு இதில் பேசியிருக்கேன்ல சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா காமிய கர்மா நிஷ்காமிய கர்மா இந்த கருமாக்கள் மொத்தத்து இந்த ஜென்மத்திலேயே கழிக்கும் உங்களுக்கு பெயின் வேதனை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே வலிக்காது இதனால தான் இந்த பிறவில்லா பெருவாழ்வுக்கு அவ்வளவு டிமாண்டு அப்போ இந்த கர்மாவை கழிப்பதற்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்று அப்படியே விட்டுட்டீங்கன்னா போய் கழிஞ்சிரும் ஆனால் வச்சு செய்யும் அது அப்படியே போய் முடியறதுக்கு பல கோடி ஜென்மங்களாகும் எத்தனை ஜென்மங்களோ எத்தனை எத்தனை பிறவிகளோ எடுப்போன்னு தெரியல ஏழு ஏழு ஜென்மன்றது மட்டும் கணக்கில்லைங்க பல ஜென்மங்கள் எடுக்கும் நீங்கள் ரிவர்ஸ்ல கூட வேற உயிர்களாக பிறக்க வாய்ப்பு இருக்கு மனிதனாவே பிறந்துட்டீங்கன்னா பிரச்சனை மறுபடியும் ரிவர்ஸ் ப்ராசஸ்ல போய் வேற உயிராக பிறந்துட்டீங்கன்னா பிரச்சனை உங்க கர்ம வினையில கொடுத்து அப்போ இதெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு அந்த நிலைய பிறவியில்லா பெருவாழ்வு அடையணுன்றது அந்த மோட்ச நிலை முக்தி நிலைன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதனால தான் குருவருள் இல்லாமல் திருவருள் கிட்டாது குருவருள் இருந்துச்சு குரு நம்மளை பார்த்துட்டாருனாலே நம்மளோட குரு நம்மளை பார்க்குறாரு நமக்கு உண்மையை சொல்லித்தர வராரு நமக்கு போதனை பண்ண வராருனாவே அவங்க நமக்கு உண்டான ரூட்டை சொல்லித்தராங்கன்னு அர்த்தம் நீங்கள் செய்த செயலுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு அதிமூலமான ஒரு விஷயம் அது பிரம்மநாயனத்தை உணரும் புரியும் அந்த நிலை போற வரைக்கும் மற்ற கேள்விகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ இறைவன் என்ன பண்றாரு யோ ஆரம்பிச்ச ஒரு வேலைக்காக எடுத்துக்கவே மாட்டார் அந்த ஆத்ம கர்மக்கள் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்க மாட்டாங்க அந்த எப்பேற்பட்ட கன்றாவியா எப்பேற்பட்ட கேவலமாக எவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியது இறைவன் கிடையாது இறைவனில் இப்போ வரக்கு ஃபுல்லாக நீங்கள் ப்யூரிஃபைடாகணும் ஆனால் அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தனை ஏற்றுப்பது குருமார்கள் மட்டும்தான் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே ஏற்றுப்பாங்க அவனை பியூர் பண்ணனும் அவனை சரி கொடுத்து நினைச்சிட்டாங்க பாதையை சொல்லிக் கொடுத்து பொறுமையா இருந்து வழி நடத்தி அவன் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் எங்கெல்லாம் அவனுக்கு அகமாவும் பெரிய அர்ப்பணிப்பு வேணும் அவங்க எப்பயும் அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க இருந்தாலும் கூட இவன் கஷ்டப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது இவனுக்கு முதல்ல நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி மக்களுக்கு கருணையே ரூபமாக கருணையே உருவமாக வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியமான ஒரு விஷயத்த குருமார்கள் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சுங்க அதனாலதான் கடவுளுக்கு நிகரானவர் குரு கடவுளோடு கலந்தவர் குரு இருந்தாலும் குருவாக மாறினாலும் அடுத்தடுத்து மக்களை சரி பண்ணணும் தயார்படுத்தணும் அவனுக்கு மோட்ச பாதையை காமிச்சு கொடுக்கணும் இந்த சில்லுறத்தனமான பொன் பொருள் பெண் மது மாத இந்த மாதிரியான விஷயங்களே மாட்டி முடிக்கிறான் தாண்ட வாழ்க்கை இருக்குன்னு இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனால வல்லதாசன அவர் கடை விதித்தேன் கொள்வார்களை கிளம்பி விட்டேன் கிளம்பிட்டாரு இருந்தாலும் அவர் ஆரம்பித்த சத்திய தர் நடமாடும் தர்மசாலையா இருக்கட்டும் அவர் உபதேசம் பண்ண ஜீவகாருண்யமா இருக்கட்டும் விளக்கு தியானமா இருக்கட்டும் தியானங்கள் எல்லாமே இன்னைக்கும் மனிதர்களிடத்துல அந்த சுத்த சர்மா சுத்த சன்மார்க்கம்ன்ற வகையில போய்கிட்டுதான் இருக்கு அப்போ குருமார்கள் நம்மளை வழி கவனிக்கணும் அதுதான் நம்ம மோட்ச பாதையை நோக்கி கொண்டு செல்லும் கர்மாவை கழிப்பதற்கு உண்டான இரண்டு வழிகள் ஒன்று அப்படியே விட்டாலும் கழிஞ்சிடும் ஆனா எத்தனை ஜென்மா அவங்க நமக்கு தெரியாது ஏகப்பட்ட பெயின் நீ அனுபவிப்பீங்க விளையாட்டுக்காரியில்ல ஒருத்தன் சொல்றானா பொய் சொல்றான்னு சொன்னாங்க வர எல்லாரும் எதுதானே சொல்றாங்க அது எப்படி பொய்யாகும் அனுபவிச்சு ஆண்டு அனுபவிச்சு பல மேஜிக் மேஜிக்ஸ் எல்லாம் பண்ணவங்க பல மிராக்கள் பண்ணவங்க எதுதான் சொல்றாங்க பல சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் சொல்றாங்க அப்ப எப்படி பொய்யாகும் ஆனா அவ்வளவு சகலத்தை உணர்ந்து எங்கேயோ அவங்க அவங்களும் எவ்வளவு பார்த்திருப்பாங்க இப்ப இரண்டாவது வகை என்ன கர்மாவை கழிப்பதற்கு தியான பயிற்சிகளும் தவ பயிற்சிகளும் அந்த ஞானத்தை நோக்கிய தான் உங்களுக்கு அந்த மோட்சத்தையும் முக்திகளையும் கொடுக்கும் சோ கர்மாவை கழிப்பதற்குண்டான மாபெரும் இரண்டு வழிகள் இதுதான்